ஹேஸ் பாருங்கள் கோவா போக போகிற எல்லாரும் ஆக்சிஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் பாருங்கள் நாங்கள் எல்லாம் கோவாச்சும் வரு கோவாவுக்கு கிளம்புறாங்க ஃப்ளைட்டை பாருங்கள் ஃப்ளைட்டை பாருங்கள் ஃப்ளைட்டை பாருங்கள் எல்லாம் போகிறோம் கோவாக்கு ஃப்ளைட்டு கிட்ட வந்தாச்சு இது பாருங்கள் போய்கிட்டே இருக்கோம் ஏற போகிறோம் ஏற போகிறோம் பாருங்கள் பாருங்கள் அப்படியே பாருங்கள் பாருங்கள் அப்படியே பாருங்கள் பேர் பாருங்க ப்ரைட்டை பாருங்க ஃப்ளைட்டை பாருங்கள் கிச்சை பாருங்க என் அப்பதான் எங்கிட்ட அண்ணன் ஆய்லாண்டு இருக்குது பாருங்க பாருங்கள் வாருங்க விட்டு அண்ணன் பாருங்கள் பேச்சுமத்தனை சாத்தகுமார் சாரு தினேஷ் குரூ எல்லாமே இருக்காங்க லோ கொஞ்சம் பேர் எல்லாம் இய ஆரம்பிக்கிறாங்க பார்த்திங்களா ாங்கன்னு பாருங்கள் ஃபுல்லாக நம்ம ஆக்டிவ் ஃபேமிலி எல்லாம் மொத்தம் வந்து நூற்றி பேர் போயிட்ருந்தோம் நேற்று ஒரு செவன்ட்டி மெம்பர்ஸ் போனாங்க இன்றைக்கி ஒரு ஒன் பேர் மெம்பர்ஸு ஸோ இந்த பஸ்லேயும் வந்துட்ருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேர் மொத்தம் ஒரு மூணு பஸ்ஸு வந்துட்டுருக்காங்க எல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சென்னை ஏர்போர்ட்லேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவாவுக்கு நான் ஃப்ளைட்டில் வந்து கோவை போகிறேன் லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்டி சென்ஃபிஸ் எக்ஸாம் அச்சுமெண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபஸ்ட் டைம் என்னோடய டாட்டரோட நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளைட்டில் போகிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இந்த லாஸ்ட்டு இந்த ஒன்றரை வருஷம் எங்கள் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அச்சூவ் பண்ணியிருக்கேன் ஒன்பது வருஷம் ஜப் போகும்போது எனக்கு இருக்க நான் ரொம்ப ஹாப்பியான மீட் பண்றேன் வருஷத்துல நிறைய என்ஜாய்மெண்ட் கூட வரதடைய முக்கியமான தெரிஞ்சோம் போக போகிற நினைச்சாடி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையாவே ஒரு ஃபோர் டேஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே கிடைக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பயன்படுத்தி சொல்லி नमास आप सब यहां लाइव लाइफस्टाइल टोटल का चेंज होने के कारण बहुत ही बहुत ही कमांड है थैंक यू एक घंटे बाद स्टार्ट कर बोल फाइट रनिंग टेक अप होगो बाय टेक अप करता है रे बाद आज के हमारी संवाददाता ज्ञान गौरव मानश्री பேசோஷா <laughs> பண்ணுறாங்க வேலை பார்த்தா வீடு தமிழ்ல ரோடு தமிழில் ரொம்ப பத்திரம் வா மா தெரியுதா கிளா Nam Podma Pass pannidanga What? <laughs>